என்னை அழைக்கின்றீர்கள் விளையாடுவதற்காக நம்மளை ஆண்டவன் ஆண்டு அனுப்பி வைத்திருக்கின்றால் அதாவது ஆண்டவரை நாம் வணங்குவதற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் அதற்காக வேண்டித்தான் அனுப்பி வைத்திருக்கின்ற உடை வேணும் நல்ல உணவு வேணும் அணிய வேண்டும் என்பதா அதை நான் நினைக்கவில்லை ஆகையினால் என்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணம் எல்லாம் அந்த ஆண்டவனுடைய பொருத்தம் வேண்டும் அவனுடைய ஒரு அன்பு வேண்டும் அவனுடைய ஒரு அருள் வேண்டும் அதற்காக வேண்டி நான் அல்லும் பகரும் இர நாம் விளையாடுவதற்காக உலகத்தில் படைக்கப்படவில்லை சந்தோஷமும் கேள்வி எனக்கு ரேசாகி அதுல நாமார் அதுதான் நாமளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும்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 அல்லாவுடைய நல்ல பயத்தையும் ஒழுக்கத்தையும் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கற்பித்து வைத்தானா இப்படியாக பி மரிய அந்த மாளிகையில் தான் தன்னந்தனியாகத்தானே இருந்து அல்லும் வணங்கி வந்த பிவி மரியசனா இந்த விதமாக இரவும் பகலும் அவ்வாவுடைய இப்பாதத்தில் அல்லாவுடைய வணக்கத்தில் பகலெல்லாம் இருப்பது இறைவெல்லாம் இறைவனுடைய ஈடுபாடாக இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற நாளையில் பிவி மரியசனாத்மசனாம் அவர்களுக்கு அந்த பாலியனுடைய வயது வந்துவிட்டது அவர்களுக்கு பாலிக ஆகக்கூடிய வயது பருவம் வந்துவிட்டது அவர்களுக்கு தெரிந்தது தெரிந்த உடனே அவங்க பள்ளிவாசி செய்வதற்கு முடியுமா அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு காரணத்தை கொண்டு அவங்க பள்ளி செல்லவோ பள்ளி வாசலுக்குள் அவங்க அனுமதி கிடையாது ஆகிவிட்டார்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அரண்மனையில் தானே கொண்டு போய் சேர்த்ததும் அதே நேரத்தில் தாயாருக்கு தெரியப்படுத்தினார்கள் மரியத்து பிவி அவர்களும் தானே வந்து இருக்கின்ற அந்த பொருள் கூடிய காரியங்களுக்கு என்ன உண்டுமோ அதையெல்லாம் தானே பார்த்தவர்களாக மகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தவர்களாக தன்னுடைய மகளைத்தானே ரொம்ப சிறப்பான முறையிலே பாதுகாத்து வந்திருவார் ஜன்னதி மகள்ார்கள்த்துளிக்கிறது பட்டணத்திற்கு அப்புறமாக ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகின்றது அந்த ஆற்றில் ஆண்கள் குளிப்பதற்குரிய ஒரு இடமும் பெண்கள் குளிப்பதற்கு என்பதாக பக்கமாக ஓடக்கூடிய ஆற்றுக்கு அழைத்து மேசெய்ஞ்சிடுவார் பொறுமை உள்ள மரிய மரியிசலாத் வசனம் அவர்களை அவங்களுடைய தாயார் அழைத்துக் கொண்டு அந்த பாபில் என்று சொல்லக்கூடிய ஆற்றில கொண்டு போய் அவர்களை தான் பெண்கள் தானே மற்றவர்கள் யாரும் மற்றவர்கள் யாரும் பார்க்க முடியாத நிலையில் தான் அவர்கள்தான் வெட்கப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் அல்லா ஜல் பூலியின் பெண்களைத்தான் அனுப்பி வைக்கின்றான் பீவி மரியத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக சென்று மறைவாக நின்று அவர்கள் குளித்து முழுகி ஸ்நானம் செய்து போகும் நீங்கள் பாதுகாப்பாக நின்று வாருங்கள் என்று அல்லாவற்றையும் கொடுக்கின்றார் அதன்படி மாணவர்களுடைய பெண்கள் எல்லாம் தானே வந்து இறங்கி சப்பு சப்பாக அணியணியாகத்தான் சொல்களைத்தான் கொண்டு வந்து கட்டி நம்ம மறைவான முறையில் தான் அவர்கள் அந்த ஆற்றில் தான் அவர்களுடைய முழுக்க நல் உடைகளை தானே உழைத்துக் கொண்டு அந்த ஆட்டாங்க அவர்கள் வெளியாகி அவங்களுடைய தாயார் மரியும் பீரியும் அழைத்து வந்திடுவார் அழகுள்ள மகள் நிலைமை ஏற்படுகின்ற தோற்றத்தோடு அழகான சூரத்தோடு பார்ப்பதற்கு ரொம்ப அழகு வழிவாக தெளிவாகத்தானே அவர்கள் நல்லுடைகளை தானே உடுத்தி ரொம்ப நல்ல அழகிய தோற்றத்தோடு பிவி மரியா துலாம் அவர்களுடைய முன்பதாக வருகின்ற காட்சியை தான் கண்டிவார்கள் அழகான தோற்றத்தோடு நல்லுடைகளை தானே உடுத்தி பிவி மரியா துலாம் திடுக்கு பயந்து அவர்கள் அல்லாவை கொண்டு காவல் பாடு வரக்கூடியவர்களே என்னுடைய பக்கத்தில் நீங்கள் நெருங்காதீர்கள் நான் ரொம்ப பரிசுத்தன்மையோடு சுத்தமாக இருக்கின்றிருக்கின்றேன் என்னுடைய நெருங்காதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள் மரியமே பயப்படாதீர்கள் நீ நினைக்கக்கூடிய நினைப்பது போன்று உள்ள ஒரு ஆடவர் அல்ல நான் ஆள் நான் ஆனால் நான் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு வந்தவரும் அலக்காக இருக்கும் என்று ஜிபரையில் என்னுடைய பக்கத்திலே வாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் என்னுடைய பக்கத்திலே நெருங்காதீர்கள் என்று பிவி மரியம் மீண்டும் சொன்னார்கள் ஆனா ஏன் பிவி மரியம் அப்படி சொன்னார்கள் அதாவது பைதூல் முகத்திசு பட்டணத்துல தஹீனு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான் அவன் என்று சொன்னார் அதாவது ஒரு கோபக்காரன் ஒரு தோற்றமுடையவன் அது மட்டுமல்ல அஞ்சாதவன் கொலை செய்யக்கூடியவன் களவு செய்யக்கூடியவன் பெண்களுடைய காரியத்தில் ரொம்ப துஷ்டமுடையவன் அப்பெயர் குற்ற ஒரு தகீர் சொல்லக்கூடிய ஒரு முரண அந்த பைபிள் முகணத்தில் இருந்தான் அவன் தான் வருகிறானோ என்று அஞ்சு பயந்தவர்களாக அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய பக்கத்தில் நெருங்காதிர்கள் என்று சொன்னார் அப்படி ஜிபே அலி சொன்னார்கள் பி வி மரியன் உத்தரவு கொண்டு நான் தூதாக வந்திருக்கின்றேன் அவங்களுக்கு நன்மாராயன் சொல்லாங்க உங்களுடைய வயசிலே பரிசுத்தமான முறையிலே ஒரு ரூகை கொண்டு ஒரு குழந்தையை அவ்வா உங்களுடைய வயத்திலே உருவாக்க போகின்றான் கருவாக்க கருவாக அமைக்க போகின்றான் என்பதை சொன்னதும் இதை கேட்ட பி மரியா துலாம் எப்படி நான் குழந்தையை பெற முடியும் என்று சொல்லும் போது ஆண்டவனுடைய ஒரு குத்திரத்தை கொண்டு அவனுடைய வல்லமையை கொண்டு இந்த உலக மக்களுக்கு அட்டாட்சியாக அல்லா ஜல்ல ஆண்டவன் தந்தை இல்லாதபடி ஒரு குழந்தையை முடியும் என்று வல்லமையை காட்டுவதற்காக உங்களுடைய வயத்திலே ஆண்டவன் குழந்தையை உருவாக்கப் போகின்றான் என்பதாக சொன்னார்கள் அல்லா ஜல்லசான உத்தவன் குரான் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் பீவி மரியத்துடைய வயிற்றில் நான் தகப்படி இல்லாதபடி அவங்களுடைய வயிற்றிலே குழந்தையை உருவாக்கி இந்த உலகத்திலே என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அந்த தகுதியும் அந்த மிகுதியும் வல்லனையும் எனக்கு உண்டு என்று உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லா ஜென்லேஷன் ஆண்டவன் அப்படி ஒரு காரியத்தை செய்தான் ஆகவே அதுபோன்று உங்களுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை அவ்வா உருவாக்கி வைக்கப் போகிறார் என்று சொல்வதும் அதை கேட்ட பி மரியாத் ஒரு நாட்டம் அதுவே நெருங்கி அவங்களுடைய தொண்டை குழியன் தானே அந்த பரிசுத்தமான ரூகை தானே பி வி மரியத்துடைய தொண்டாக பரிசு வயிற்றே அவர்கள் அந்த அப்படி மறைந்ததன் பின்பு மரியாத்து அவர்களை அழைத்துக் கொண்டு தாயாக கூடியவர்கள் அவர்களுக்காக அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாளிகையில் தானே கொண்டு போய் அவர்களை தானே வைத்து விட்டு அவர்களுடைய இருக்கும் போது அமல் உருவாகி கொண்டு வருகின்றது வளர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் நபி சுதார்த்து அவங்க மட்டும்தான் போக முடியும் மட்டும்தான் அவங்களை போய் பார்க்க முடியும் வேற யாரும் போக முடியாது பார்க்க முடியாது அப்படி இருக்கும் போது நபித்து போய் பார்க்கும் போது எப்படி உள்ள காட்சியை காணுகின்றார்களே ஆனால் கனிவருக்கங்கள் இருக்கின்றது ஆனா பலவிதமாவுடைய கனிவருக்கங்கள் என்று சொன்னால் கோடை காலத்தில் உள்ள பலவருக்கங்கள் குளிர்காலத்தில் இருக்கின்றது குளிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய கனிவருக்கங்கள் கோடை காலத்தில் கிடைக்கின்றது இந்த அதிசயத்தை பார்த்த அதிசயமான யார் கொண்டு வந்து தருகிறார்கள் என்று சொல்லும் போது மரியாத் வலாம் சொன்னார்கள் மாவா அல்லாவுடைய நபி அவர்களே அல்லா ஜல் ஆண்டு உண்டிய புறத்தில் என்றும் எனக்கு என்ன என்ன தேவையோ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 அவங்களும் அமல் உண்டாகிவிட்டார்கள் அந்த அமலுடைய தன்மை வெளியில யாருக்கும் தெரியாது தெரியாது இந்த நிலையில் தானே இருக்கும்போது பி வி மரியாத்து இதை அறிந்து அந்த மக்கள் மத்தியில் தான் போய் என்ன ஒரு அவதூறை சொல்லுகின்றனாலும் அதாவது நாட்டு மக்களே கேட்டீர்களா சகரியா வளர்ப்பு பிள்ளையாகிய அந்த மரியம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹமலாக இருக்கின்றார்கள் அவர்கள் வயற்றிலே ஆண்டவன் கருவைத்தான் உருவாக்கி வைத்து அந்த குழந்தைக்கு தகப்பும் கிடையாது தகப்பும் கிடையாது என்பதாக சொன்னார்கள் இதை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் தான் ரொம்ப ஆச்சரியத்தோடும் அவங்க என்ன பேசிக் வளர்ப்பு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதாக பெண்களைத்தான் அழைத்து கொண்டு வந்து நபி சக்கரியாத் அவர்களுமாக பிவி மரியம் இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அது போந்து பீரி மறியமலை அமலாயிருக்கிறதை கண்டி வந்து பார்க்கும்போது என்பதாக தான் அதனை பற்றி கேட்கின்றார்கள் அம்மா மகளே மரிய ஒரு பெரிய குதிரத்தது எந்த முறையில் இப்பேற்பம் நடந்தது எப்படி இந்த குழந்தை உங்களுடைய வயசில் உருவாச்சு இந்த பிள்ளைக்கு தந்தையாரு தகப்பன் யாரு நடந்த தோறி உண்மை என்று உடனே அவர்கள் தான் என் மரியத்தை அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய அவங்களுடைய தாயார் ஆகிய அம்மாவுடைய வீட்டில் தானே கொண்டு போய் வைத்தார்கள் வைக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அவங்களுடைய தாயார் தன்னுடைய மகளை தானே கேட்கின்றார்கள் அம்மா அருமை மகளே இது என்ன ஒரு புதுமையாக இருக்கின்றது நீங்கள் எப்படி அம்மா அமல் தரித்தீர்கள் உங்களுடைய வயற்றில் இந்த குழந்தை எப்படி உருவானது இந்த பிள்ளைக்கு தாய தகப்பன் யானது என்று கேட்டார்